வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணுன்னா பல வாடிக்கையாளர்கள் அவங்க ஒரு விருப்பத்தை சொல்லி பட் நாங்கள் ஒரு விருப்பத்தை வெட்டுற மாதிரி ரீசன் என்னன்னா அவங்க வந்து அட்டாக்குன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அட்டாக்கு வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்ச போலீஸ்க்கு கேட்கறதுன்னா அந்த அட்டாக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அட்டாக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு நார்மலாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க தான் வாடிக்கையாளர் மேலே ஒரு சின்ன குறைபாடு இது பட் அது என்ன அவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்க அதாவது அட்டாக்னால் ஒட்டை போகணும் அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க அதுக்காக இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன் நாங்கள் யூஸ் பண்ணுற ஹேர்கட்டு அந்த பல்லுன்னு ஸ்டீப்புன்னு சொல்லுவோம் அதாவது மிஷினுக்கு மேலே நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு கிளிப்பு பாருங்கள் இதே அந்த கிளிப்பு இது இது எதுலேருந்துருக்குன்னா ஏண்டு வந்து ஒன் அரை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு இத்தனை வகையானதான் என்கிட்ட இருக்குது இது வந்து எந்த லெவலில் பட்டு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் இருக்கான் அது அவங்களுக்கு பிக்சரோட அவங்களுக்கு காட்டைப்படை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுன்னா அரை ஏன்னா நம்ம ஆர்மி கட்டிங்க வெட்டுறது யூஸ் பண்ணுறது அந்த அரை இது வந்து மேக்ஸிமம்னா மில்டரியில் இருக்க மாட்டேங்குது யூஸ் பண்ணுவாங்க இது ஒன்றா நம்பரு பார்த்தீங்க அதான் அட்டாக்குன்னு சொல்கிறது இது நம்ம ஸ்கேல் நம்ம சின்ன பிள்ளைங்கள நம்ம ஸ்கூலில் வந்து அண்டர்லைன் போடுறத ஸ்கேல் யூஸ் பண்ணிப்பாங்க அந்தளவுக்கு பார்த்தோம்னா மூணு எம்எம் தான் அதாவது மூணு மில்லி மீட்டரு தான் நம்ம தோல்லருந்து அந்த முடியோட லெணுத்தை வைக்கும் அட்டாக்ருந்து மூணு எம்எம் தான் மூணு மில்லி மீட்டரு இதான் அட்டாக் பார்த்துங்க அட்டாக் விஷயம் ஒன்றா நம்பர் அதோடய சைஸ்ஸும் சிறுசாக இருக்கும் பார்த்துங்க இதுதான் அட்டாக் ஒன்றும் ஒன்றா நம்பர் இது வந்து ரெண்டாம் நம்பர் பார்த்துங்க அதை விடு எப்படின்னா மூணு எம்எம் கூடுதலாக தான் இருக்கான் உள்ள வந்து வெறும் மூணு எம்எம் தான் இருக்கான் அது மாதிரி ரெண்டாம் நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எம்எம் இருக்கான் இதே மாதிரி மூணு நாலுன்னு போகும்போது மூணு எம்எம் கோடிக்கிட்டே போகும் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டாவது எம்எம் ஆறு எம்எம் இருக்கு அவங்களுக்கு மூணில் வந்து பத்து எம்எம் கொடுத்துருக்காங்க அதாவதுனா நாலு எம்எம் கொடுத்துல கொடுத்துருக்காங்க பத்து எம்எம் கொடுத்துருக்காங்க மூணாவது அதே மாதிரி சைஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும் அதாவது நம்பர் கூட கூட உங்களுக்கு அதுபடி சைஸு உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும் மூணாவது வந்து பத்து எம்எம் நாலாவது பல் பார்த்துங்க அதே மாதிரி இருந்தால் சைஸ் கூட்டிகிட்டு போகும் மூணுக்கு நாளைக்குமே சைஸ் உங்களுக்கு தெரியாது அவங்களை பார்த்தாலே தெரியும் வீடியோ பார்த்தா தெளிவாக தெரியும் மூணுக்கு நாலு நாலில் வந்து எத்தனை மில்லி மீட்டர் கொடுத்தனா பதிமூணு அதாவது மூணாவது வந்து பத்து மில்லி மீட்டர் நாலாவது வந்து ப பதிமூணு மில்லிமீட்டர் அது மூணு மில்லிமீட்டர் கூடுதலாக இருக்கும் முடி அதாவது இத்தனை இது இந்த வீடியோ இந்த வீடியோவில் மூலம் இந்த சீப்பு வச்சு நான் கட் பண்ண எல்லா பிக்சர் இமேஜும் உங்களுக்கு எந்தெந்த லைனில் போட்டு வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தபடி ஆறாம் நம்பர் ஏன்னா அஞ்சு இதில் வராது அதுக்கடுத்து ஆறாம் நம்பர் அது ஆறாம் நம்பர்னா பத்தொம்போது எம்எம் அஞ்சு எம்எம் கூடுதலாக வச்சுருக்காங்க அஞ்சு எம்எம் கூடுதலாக இருக்குது இது வந்து ஆறாம் நம்பர் பத்தொன்பது எம்எம் இது வந்து மேக்ஸிமம் யாருக்கு நான் யூஸ் பண்ணுவோம்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக நான் யூஸ் பண்ணுறதுமே அந்த கெட்டில் வந்து இந்த எல்லாம் இல்லை முடிஞ்சி அதே இடத்துல குறைக்க சொல்லும் போது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இதில் வந்து ஆறுக்கடுத்து ஏழு கொடுக்க மாட்டாங்க அதுக்கடுத்து எட்டாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் தான் நீங்கள் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் மில்லி மீட்டர் கிட்டத்தட்ட ஆறு மில்லி மீட்டர் வந்து போடுதலாக விடுவாங்க எதை விடனா ஆறாம் நம்பரை விட இதுக்கு ஹேர் கட் பண்ணுறது கட் அதாவது வயசானவங்க கொஞ்சம் மில்டரி ஸ்டேட் மில்டரியில் வந்து சைடு வந்து ஜீரோ போடுவான் மேலே வந்து இதை யூஸ் பண்ணுவான் எங்களுக்கு ஹேர் கட் கொஞ்சம் ஸ்லோபமாக இருக்கும் அதுங்க இதாக இதுவரை அரை ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு இதுவரை சொன்ன எல்லா பிக்சர்ஸுக்கும் அவங்களுக்கு வெட்டியை முடிய அதாவது இந்த கிளிப் வச்சு ஒவ்வொரு இமேஜையும் உங்களுக்கு இந்த லைட்ஸ் இல்லை போடு நீங்கள் அதை மெயினாக பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினில் உங்களுக்கு வீடியோ வேணுமுன்னால் கமெண்ட் பார்த்ததில் மெயினாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்